ஸோ வெரி குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ் ஸோ இஸ் மாலி பேசுகிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு ரொம்ப பெரிய ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருக்கிறோம் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து நான் சொல்லாரு பாஸ்கர் சாரு நினைச்சேன் இங்கயோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிருந்தேன் பட் இங்க வந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுடிதாசும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லையே அப்படின்னு இருந்துச்சு சுடிதார்ஸோட மெட்டீரியலும் நல்லா இருக்குது டிசைன்ஸும் நல்லா இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா நிஜமாலே நீங்களே வந்து அந்த பேக்கு மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ரேட்ஸ் இருக்குது ஸோ ஷேராக இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஸோ இதோடைய ரேட் பாருங்கள் த்ரீ தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுமோ டூ எடுத்துக்கலாம் எங்கே பாருங்கள் ஒயிட் கலரு ஸோ இந்த ரேட் பாருங்கள் MRP oh. 350 ஃபிஃப்டி தான் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சுடிதாஸாக இருக்குது டிசைனர் சுடிதாஸும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் பாருங்கள் த்ரீ தான் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் எல்லாமே அழகாக இருக்குது ஃப்ளாரல் டிசைனோட ருப்பட்டாக பாருங்கள் நல்லா வந்து இதுவாக இருக்குது ஸோ இதில் இது மட்டும் நான் ஒரே ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட்டு ஸோ மேம் வாங்க பாரு இது வந்து கார்மெண்ட் பேக்கேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க சாரீஸோ எது வேணாலுமே அவங்க இங்க வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு இது தெரியாம கூட இருக்கலாம் ஆஃப் வந்து நம்ம சாரி மட்டும் பட் அப்படி கிடையாது நிறைய மெட்டீரியல் நிறைய வெரைட்டி நிறைய டிசைன்ஸ் இருக்குது